ராபியத்துல் பசையா அந்த தாய் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வந்த விருந்தினர்களே பாருங்கள் என்னுடைய வீட்டில் இன்றைக்கு உண்டான நாம் நல்ல முறையிலே நிரப்பமாக ஒன்று பசியாருவோம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்று அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு ஜீபனமாக கூடியது இரண்டு ரொட்டிகள் காய்ந்த ரொட்டிகள் இரண்டு இருக்கின்றன இதை கண்ட ராபியா நாமடோ வந்த விருந்தினர்கள் ஒன்பது ஆக எண்ணையும் சேர்த்து பத்து இந்த நிலையில் நம்முடைய வீட்டில் இருப்பதோ இரண்டு ரொட்டிகள் இறை கொண்டு நாமில் எவ்வாறு பசியாரிக் கொள்வது என்பதாக எண்ணி இருக்கின்ற அந்த நேரத்தில் யார் வருகின்றார்களே ஆனால் விருந்தாளியாக ஒரு எளிய மிஸ்கீனாக கூடியவர் வாசலிலே வந்து நின்று சவால் உடைத்தாரி மெத்த பசியால் இங்கு வந்தேன் எங்க அம்மா ஏதும் முன்பதற்கு ஜீவனங்கள் தந்திடுமென்றூளை இருந்து வரேன் அம்மா எனக்கு துறங்கும் பசிகளுமே பொறுப்பு இல்லை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 நமக்கெல்லாம் மேலாக அல்லாவுடைய விருந்தாளி ஒரு மிஸ்கின் வந்து வாசலிலே சவால் செய்கின்றார் ஆகவே நம்முடைய வீட்டில் இருக்கின்ற இந்த இரண்டு ரொட்டிகளையும் எடுத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல அது அந்த இரண்டு ரொட்டிகளையும் தானே எடுத்து வந்த விருந்தாளிக்கு இத்தானே கொடுத்தார்கள் அந்த மிஸ்கின் கொடுத்தார்கள் அவர்கள் உண்டு பசியாரி அவர்களுடைய ஹக்கில் தான் நெதுவா செய்து போனதின் பின்பு ஆக பேரும்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 அதை ராபி அம்மா பார்க்கின்றார் பார்க்கக்கூடிய நேரத்தில் இருபது ரொட்டிகள் அதில் நிரப்பமாக இருக்கின்றன ஆகவே இதை பார்த்த மற்றவர்கள் கேட்கின்றார்கள் அன்னையே அருமை தாய் அவர்களே வந்ததை திருப்பி அனுப்பினீர்கள் அதனுடைய காரணம் என்ன இப்போ வந்ததை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார்கள் அப்படி கேட்கும் பொழுது ராபி அம்மா சொன்னார்கள் அதாவது அவ்வாவுத்தான ஆண்டவன் வாக்களித்திருக்கின்றான் ஒன்றுக்கு பத்தாக நான் கொடுப்பேன் என்று அல்லாவுடைய பாதையில் இறைவனுக்காக வேண்டி உள்ளட்சத்தோடு அவ்வாவுக்காக வேண்டி நம்முடைய கை நாள் எந்த ஒரு பொருளுக்கும் அவ்வாஹு ஒன்றுக்கு பத்தாக அல்லாஹ் தருவேன் என்று சொல்லுகின்றார் அதே நாம் கொடுத்தது இரண்டு ரொட்டி அவ்வாவுடைய பங்கில் ஒரு எளிய மிஸ்கியனுக்கு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 அந்த வந்த ஒீபனத்தை வந்த விருந்தாளிகளோடு தானே ராபியா அம்மாவும் சேர்ந்து உண்டு பசியாறி அந்த பத்து பேர்களும் அல்லாவுடைய பக்கத்தில் தானே இருந்து அவர்கள் துமா செய்தவர்களாகத்தானே சென்றார்கள் சுபகான் இது ராபி அம்மாவுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இதுபோன்று ராபி அம்மா அவர்கள் எந்த நேரமும் இறைவனுடைய பக்தியில் இறைவனுடைய வணக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர்களுடைய வீட்டில பணிப்பெண்ணாக கூடியவர்கள் அவர்களுக்கு வேண்டிய ஒன்றின்களைத்தான் சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணி சொல்லுகின்றார் அம்மா தாயவர்களே அதாவது இப்பொழுது நம்முடைய வீட்டில ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இல்லை அது என்ன பொருள் என்று கேட்டார்கள் அதாவது வெங்காயம் இல்லை என்று அந்த பணிப்பெண் பதில் சொன்னார்களா நீங்கள் அனுமதி கொடுத்தால் பக்கத்து வீட்டிலாவது நான் அதை வாங்கி வருகின்றேன் என்று அந்த பணி சொன்னார்கள் அதை கேட்ட ராபி அம்மா சொன்னார்கள் அதாவது நான் யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பொருளையும் கேட்க அதை பெற என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது ஆகையினால அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ராபி அம்மா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 ஒரு நாள் அவங்களுடைய வீட்டில் அந்த தாயவர்கள் படுத்து நித்திரையாக கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அங்கு எப்பேர்க ஒரு சம்பவம் நடக்கின்றனையானால் ஒரு திருடனாக கூடியவன் அவனுக்கு திருடுவதற்கு வேற இடமே கிடைக்கவில்லை அவனுக்கு திருடுவதற்கு வேற எந்த வழியும் கிடைக்காதபடி எங்கள் அபியாபை அந்த அம்மாளுடைய வீட்டுக்குள் நுழைந்திடுவான் அங்கு வேகமாக பார்த்திடுவோமான் திருடன் அவன் அவன் திருதிரி முடித்திடுவான் அங்கும் எங்கும் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியவில்லை திருடனுக்கு என்ன தொழில் வீட்டுக்குள்ள புகுந்தா எங்கேயாவது என்னமாவது கிடக்கிறதா திருடி கொண்டு போவோம் என்று நினைப்பான் அதுபோல் அந்த திரு அங்க எங்கு திரும்பி பார்த்தான் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை கடைசியாக அவனுக்கு கிடைத்த பொருள் ராபி அம்மா போர்த்த கூடிய ஒரு பொதற்பு போர்வை கிடைச்சது இது யாவது திருடிக்கிட்டு சொல்லி அந்த போர்வையை எடுத்து சுருட்டி கொண்டு வெளியே போக வேண்டிய நேரத்தில் அங்கே பேரு கோட்ட ஒரு காட்சி நிகழ்கின்றது கலவரிகிடுவான் கண்காண்டும் தெரியாமரே குருடாய் நின்றியிடுவான் கண்கள் திருடி அந்த திருடன் வெளியே செல்வதற்கு வாயில் வந்ததும் அவர் ரெண்டு கண்டும் தெரியவில்லை தெரியாதபடி அப்படி திகைத்து தடுமாறி ஆகா நாம் தவறு செய்து விட்டோம் என்று அந்த போர்வையை கீழே போட்டுவிட்டு மீண்டும் அவன் வந்த உடனே அவனுடைய கண்கள் தெளிவு பெற்றது உடனே பார்த்தான் பரவாயில்லையே கண்ணு வெளிச்சம் வந்துருச்ச திரும்ப எடுத்துக்கிட்டு போவோமே என்று மீண்டும் அந்த போர்வையை எடுத்துக்கொண்டு வெளியே வர ஆயத்தப்பட்டான் அதுபோன்ற கண்கள் தெரியாது போய்விட்டது உடனே அந்த இடத்தில் அசிரி பிறக்கின்ற திருடனே அதாவது என்னுடைய நேசன் தூங்கி கொண்டிருக்கின்றான் அவனுடைய நேசனாகிய நான் விழித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் முளைத்துக் கொண்டிருக்கும் போது நீ எந்த பொருளையும் திருடி கொண்டு போக முடியுமா என்று ஒரு அசரீதி ஒரு சத்தம் பிறந்தது இது கேட்டவுடனே அவனுடைய உள்ளத்திலே திடுக்கம் ஏற்பட்டுவிட்டு ஆனால் ராபி அம்மாவோ நித்திரையாகி கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் அசரீதியான சத்தம் நான் ஒருவன் இருக்கின்றேன் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை என்னுடைய கண்ணை மறைத்துக் கொண்டு நீ திருடி கொண்டு போக முடியுமா என்று சத்தம் வந்ததும் அந்த திருடன் திருந்திவிட்டான் ஆக நாம் தவறு செய்து விட்டோம் அருமை பெரியவர்களே தாய்மார்களே இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இறைநேசு செல்வர்களுக்கு அவ்வாவின் நல்லடியார்களுக்கு ஆத்மீக ஞானத்தை பெற்ற அவுலியாக்களுக்கு அவ்வாஹு எவ்வளவு துணையில் இருக்கிறான் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே அந்த திருடன் திருந்தியவராக மீண்டும் விழி அவனுடைய கண்களில் ஒளிபற்று அந்த வீட்டை விட்டு வெளியாகின்றான் இப்படி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 இவ்வாறு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அல்லாஹு செய்து கொண்டிருக்கின்றான் அதுபோன்று ஒரு நாள் அந்த ராபி அம்மா அந்த புராத்து நதி கதையின் ஓரமாக தானே வந்து தனியாக இருந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அங்கே யார் வருகின்றார்களே ஆனால் ஹசன் பசரி அஹமத்துள்ள சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மார்க்க மேதையாகிய அந்த தவஞான மேதையாகிய அவர்கள்தான் அங்கே வருகின்றார் வந்ததும்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 நீரிலே வாழக்கூடிய மீன் செய்யக்கூடிய ஆத்மீக ஞானத்தை பெறுவோமே அதுதான் மாபெரும் சக்தி இது நமக்கு பெரிதல்ல என்று அந்த தாயாகிய ராபியத்துல் பசரியா இவ்வாறு ஹசன் பசல் அஹமதுல்ல அவர்களுக்கு சொன்னார்கள் அதுபோன்று அவர்கள் அதாவது ஒரு நாள் அன்றி தன்னுடைய இல்லத்தில் தானே தங்கி இருக்கும் போது அதாவது இது போன்ற பெரிய அவுளியாக்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள் வந்த நேரமும் மகதீபுடைய நேரம் இரவு நேரம் இரவு நேரத்தில் வருகின்ற போது ராபியா அம்மாவுடைய வீட்டிலே ஏற்றி வைப்பதற்கு விழக் கொன்றும் இல்லாமலே அவர்கள் தனியாக தவங்கள் செய்தார்கள் ஒன்றும் இல்லாமலே அவர்கள் இருந்து வணக்கம் செய்தார வெளிச்சம் இல்லை விளக்கு தனியாக இருந்து தவமி ஏற்றி அப்ப வந்தாங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க அவுலியாக்கள் டாபியாவை பார்ப்பதற்கு அப்படி வந்த நேரத்தில் ராபி அம்மா தனியாக இருந்து தவம் ஏற்றிருக்கின்றார் வந்தவர்கள் அன்போடு வரவேற்றார்கள் ஆனால் வீடோ இருட்டு இந்த நிலையில ராபி அம்மா என்ன செய்தார்கள் வந்தவர்கள் இருட்டில் இருக்கின்றார்களே என்று உடனே தன்னுடைய கலிமா விரலைத்தான் நீட்டி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதாக அல்லாஹுடைய பிஸ்மினை கொண்டு தன்னுடைய விரலைத்தான் ஊதினார்கள் ஊதிய உடனே அதில் நின்று ஒரு பிரகாசம் ஒரு ஒளியாக கூடியது அங்கு அப்படியே ஜோதியாக தன்னுடைய விரலில் வர வேண்டிய அந்த ஒளியிலே எல்லாரும் இருந்து விடிய விடிய ஞான உபதேசங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களா அன்பு தோழர்களே தாய்மார்களே அதாவது பெண்கள் வரிசையில் தாய்மார்கள் வரிசையில் இந்த ராபியல் என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் எப்படி ஒரு தனி சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள் ஆண்டவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதைப் பற்றி நாமையும் எண்ணி பார்க்க வேண்டும் தன்னுடைய விரலிலே சொல்லி ஊதியதும் ஒரு ஒளி பிறந்தது என்று சொன்னால் அவங்களுடைய உள்ளத்தின் ஒளி அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பிரகாசம்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 அல்லாவுடைய கொண்டு ஆண்டவன் குருஹானை சிறப்பாக்கி அந்த அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கின்றது அதாவது நரகத்தினுடைய வாசல்கள் அதை அடைக்கக்கூடிய சக்தி இந்த பிஸ்மில்லா ரஹமான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கின்றது ால பிஸ்மினாலும் நீங்களை செய்தாலும் பிஸ்மினை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லப்படுகின்ற ஆகவே அன்புள்ள கொண்ட அருமை தாய்மார்களே பெரியோர்களே அந்த பிஸ்மினுடைய பறக்கத்தை கொண்டு எவ்வளவோ பெரிய காரியங்கள் உலகத்தில் நடந்திருக்கின்ற உதாரணமாக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 அவர்களும் பிவி நாயகி அவர்களுக்கு தோழிப்பெண் அந்த தோழி பெண் சதா எந்த நேரமும் பிவி பாத்திமாவோடு அவர்கள் தோழியாக இணைந்து நடப்பார்கள் இருப்பார்கள் போவார்கள் வருவார்கள் அப்படி இருக்கும் போது பாத்திமா அம்மா அவர்களை பார்த்து அந்த தோழிப்பெண் வேண்டிக் கொள்கின்றார் நாயகத்தினுடைய திருமகளே பெண்களுக்கெல்லாம் அரசியே பிவி பாத்திமாவே நான் உங்களோடு உற்ற சிநேகிதியாக தோழியாக இருக்கின்றேன் சில காலமாக ஆகவே உங்களுடைய அமுதவாயால் எனக்கும் ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த எகுதி குல பெண் கலிமாச் சொல்லாத பெண் பெண்மணி கேட்கின்றார் பிவி பாத்திமா இடத்துல பெண்களுக்கெல்லாம் அரசிய அருமை நாயகத்தினுடைய அன்பு மகளே எனக்கும் நீங்கள் ஒரு நசிங்கத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார் கேட்டபொழுது பிவி பாத்திமா நாயகி அந்த பெண்மணிக்கு என்ன உபதேசத்தை சொல்லி கொடுக்கின்றார்களே ஆனால் பிஸ்மி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 இந்த பிஸ்மில்லா அரு ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் நீ மறந்துடாத இதை மனதில் பதிவு என்று பிவி பாத்தி மாமா கொடுத்தாங்க அதுபோல அந்த யகுதி பெண் சதா எந்த நேரமும் எந்த நிமிஷமும் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வாசகத்தை மறப்பதில்லை உண்ணும் போதும் உறங்கும் போதும் தண்ணீர் குடிக்கும் போதும்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 பிஸ்மில சொல்லி தண்ணியை வார்த்தை பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீமின்பதாக தாயோட கையில் கொடுத்தது கொடுத்த உடனே அந்த தாய்க்கு பார்த்தாங்க ஆஹா இது நாலாவது வேதத்தில் உள்ள பிஸ்மிலா இது இங்கே எப்படி வந்து நுழைஞ்சுது என்று அந்த தாய் மனசில் ரொம்ப வேதனைப்பட்டு உன்னை மகளை பார்த்து சொன்னாங்க அம்மா நான் உன்னை பெத்த தாய் அதனால் நான் உன்னை சொன்ன வார்த்தையை கொண்டு நான் பொறுத்து கொண்டேன் சகித்துக்கொண்டேன் இதையும் வார்த்தையும் தகப்பன் காதல கேட்டான் ஒன்னும் ஒரு நிமிஷம் கூட உயிரோட வைக்க மாட்டான் ஆகியனால பிசுமீனை மறந்துருந்தா மறக்கவில்லை காரணம் பாத்திமா அம்மா சொல்லிக் கொடுத்துருக்காங்க எப்படி மறக்க முடியும் அந்த பெண்ணு மறக்கல அதே போன்று ஒரு அந்த பெண்மணியினுடைய தகப்பன் அதாவது வெளியிலேயே சென்றவன் ரொம்ப தாகத்தோடு வீட்டுக்கு வருகின்றான் வந்தவன் தன்னுடைய அன்பு மகளை பார்த்து கண்ணான கண்மணியே என்ற மகளே கல்பு குகந்த வரு திரு மகளை கூப்பிட்டு அன்பு மகளே என்னுடைய நேசம் உள்ள மகள எனக்கு தாகம் அதிகமாக இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டான் உடனே அந்த மகள் ஓடி சென்று அதுபோன்று விஸ்மீனை சொல்லி செம்பை எடுத்து பிஸ்மீனை சொல்லி தண்ணியை மறுத்து கொண்டு வந்துட்டு அவனுடைய கையில் கொடுக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி கொடுத்து உடனே அந்த கையில் வாங்கியதும் அவன் கண்கள் அப்படியே சிவந்து தன்னுடைய மகளை கடும் சினம் கொண்டு பார்த்து செம்பத்தூரை இருந்து விட்டான் மகளே இப்ப என்ன சொன்ன பிஸ்மிு ரீம் இது நாலாவது வேதத்தில் உள்ள பிஸ்மியாச்ச இது நீ எப்படி கற்றுக்கொண்டா ஆகையினால உன்னை நான் மகள் என்ற முறையில் நான் இப்போ உன்னை மன்னிச்சிடறேன் இனி மேலால் இந்த வார்த்தை நாவில் வரவே கூடாது ஆகவே இந்த பிஸ்மின்னுக்குரிய நபி இருக்கிறாரே அந்த முஹம்மது அவருக்கும் நமக்கும் இடையில போட்ட திரும்பு கூட ஆவாது பெயர்பட்டகைவராக இருக்கக்கூடிய நாமுடைய மகளை கடிந்து கொண்டான் சிறந்து கொண்டான் கோபம் கொண்டால் எவ்வளவு கோபப்பட்டாலும் சிறந்தாலும் அச்சுறுத்தினாலும் அந்த மகள் அந்த பிசுமீனை மட்டும் மறக்கவில்லை அப்படி மறக்காதபடி எந்த நேரமும் அதை சொல்லி வந்ததும் இதை பார்த்தி காபர்த்தான் போல இதனால் நம்முடைய குலத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆகாத ஒரு பெரிய அவப்பேர் வந்துவிடும் என்ன செய்யறது என்று சொல்லி உடனே ஒரு திட்டம் போட்டான் நம்ம மகளை எப்படியாவது கொண்டு போடணும் அதை தவிர வேறு வழியே இல்லை இல்லைன்னு அந்த புள்ளு அந்த பிசுமீனை மறக்காது என்று தெரிந்த அந்த யகுதி காவர் அவன் வேண்டுமான காசு பணங்களை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போய் காட்டில் உள்ள வனத்தில் உள்ள வேடர்களிடத்துல பணங்காசை கொடுத்து சொன்ன இந்த குடத்து நிறையா பாம்பு தேளு நட்டுவக்காளி இது போன்ற பயங்கரமாவுடைய விச ஜந்துக்களை பிடிச்சி இந்த கொடத்து நிறைய அடைச்சி எங்கிட்ட தந்துடும் சொல்லி கொடுத்தான் அதுபோல் அந்த காற்று வேடுவர்கள் காசு பணங்களை வாங்கி கொண்டு அதி பயங்கரமாகவுடைய விச ஜந்துக்களை பிடித்து அந்த குடத்துக்குள்ளே அடைச்சி அந்த குடத்தினுடைய வாயையும் கட்டி அதை உயிரிட்டு கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அதை வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு வந்தான்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 அதே நேரத்தில் அந்த பெண்மணி பிஸ்மி ரஹ்மான ரஹீம் என்பதாக ஏந்தி கையால் வாங்கிடுவார் தந்தை கொடுத்ததோரி கொடுத்ததோரி குடத்தை வாங்கி அதை பிஸ்மினுடன் வைத்திடுவார் நிறைய ஆபரணம் இருக்கு அதாவது புத்தாடைகளை எல்லாம் அணிந்து நல்ல விதமான முறையில் எல்லாம் உண்டு பசியாறு தகப்பன் சொன்னதை போன்று கதவை எல்லாம் அடைத்து விட்டு அந்த குடத்தை தான் எடுத்து கொண்டு வந்து வைத்து அதில் ஆபரணங்கள் இருக்கிறது அணிந்து கொள்ளும் மகளிர் என்று சொன்னோம் என்பதாக அதை நீக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா ரஹமான அந்த குளத்தினுடைய வாய்க்கட்டை நீக்கினார்கள் அந்த குளத்துக்குள் கையை விடும்போதும் பிஸ்மில்லாஹு ரஹமான் ரஹீம் என்று அந்த குடத்துக்குள் தான் கையை விட்டதும் அந்த பிஸ்மியினுடைய ஒரு பறக்கத்தை கொண்டு அங்கு எப்போ ஒரு நிலைமை ஏற்படுகின்றது திருநாமத்தால் அதில் இருந்ததொரு ஞாபகத்தெல்லாம் ஆபத்தெல்லாம் நீங்கிவிடுமாம் விஸ்மீனுடைய ஒரு பரகத்தை கொண்டு அந்த பெண்மணி அந்த கை கைவிட்டதும் அதிலிருந்து துஸ்மங்கள் எல்லாம் தூராயி போச்சு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 பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் பத்தாக்கு மாலை பவுன் மாலை முத்து மாலை மோகன மாலை மாங்காப் மாலை தேங்காப்பு மாலை இப்படி எத்தனையோ பலவிதமான பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆபரணங்கள் ஆகையினால் அத்தனையும் எடுத்து அணிந்து கொண்டு அதாவது இள சந்திர சூரியனை போன்று அழகான கன்னி பெண்ணாக ஜோடித்திருக்கின்ற அந்த பெண்மணி அன்று காலை இந்த எகூதியும் எகுதியுடியும் மனைவியும் அடுத்த உடலையும் படுத்துக்கிட்டாங்க மகராத்திரியே சுவாலி முடிஞ்சிருக்கும் குடத்துக்குள்ள இருக்க வேண்டிய பாம்பு மூச்சு விட்டாலே செத்து போவா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 முகத்தை பார்த்து அவன் மலை துணி நின்றுடுவான் நம்முடைய மகளாயுது சொர்க்கலோக கன்னியரோ பிரமித்து நின்றுடுவான் அவன் எதுவுமே பேசாமலே கதவை திறந்ததும் மகள் தந்தையுடைய முகத்தை பார்த்ததும் அப்படியே தட்டு கட்டு தடுமாறி நின்று அல்லது மலக்கா அல்லது அல்ல மகள் மவுத்தாயி மறுமா வந்துட்டாரா என்று பிரமித்து போனார் அதே நேரத்தில் மகள் சொல்லுகின்ற தந்தை என்ன இப்படி பார்க்கின்றீர்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றீர்களே மகத்தில் இருக்கின்ற உடனே அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகின்றான் அம்மா என்னுடைய அன்பு மகளே என்னுடைய ஆறு உயிர் நான் இரவு நேரத்தில் ஒன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து